அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக சித்தர்களின் வாக்கத்தில் ஔவையார் இரும் தலைப்பில் வரும் பதிவுகளின் ஆய்வுகளை காண இருக்கின்றோம் வாருங்கள் சித்தர்களின் இலக்கியத்தில் அவையின் குரல் நூல் தனியான ஒரு பெருமை பற்றி விளங்குவது போலவே அவை இயற்றிய விநாயகர் அகவலும் பெருமை பற்றி விளங்குகிறது ஆனால் இந்த இரண்டு நூல்களும் உரிய அணுகுமுறைகள் வெவ்வேறாம் அவ்வையின் குரலானது அமைப்பிலும் போக்கிலும் கட்டு கோப்பிலும் ஓர் இலக்கண நூலை போன்றது அவ்வையின் விநாயகர் அகவலோ ஒரு காப்பியத்தை போன்றது குரலை ஓர் இலக்கண நூல் என்று சொன்னால் அகவலை ஒரு பக்தி நூல் என்று கூற வேண்டும் அவ்வையின் குரலானது சித்தர்களின் சாத்திர நூலாகத் தேழ்கிறது அகவலோ தோத்திர நூலாகத் தேல்கிறது சாத்திர நூலாகத் தோல்வதால் அவையின் குரலானது குரல் புரட்பாவின் யாப்பிலே அமைந்துள்ளது கருத்தின் செறிவு இந்த யாப்புக்கு இயல்பு கொண்டதாய் அமைந்துள்ளது அவ்வளோ தோத்திரமாக இருப்பதால் அவக அபவுகின்ற பாங்கிலே நூலின் தொடக்கத்திலிருந்து முடியும் வரை பாடி ஓதுகின்ற பான்மை இல்லை செல்கின்றது இந்த இரண்டு நூல்களும் அமைப்பிலே அமைப்பிலே இவ்வளவு மாறுபட்டு இருப்பதால் அவ்வையின் உரை தொல்காப்பையும் அல்லது நன்னூரை போன்று கற்று தெளிந்து உணர வேண்டியுள்ளது ஆனால் அகவல் அப்படியில்லை அது வழிபாட்டின் போது பாராயணம் செய்வதற்குரிய முறையிலே செம்பாகமாக ஓடுகிறது குரட்பாவும் அவர் அகவர்பாவும் வெண் தலைகளால் ஆன செய்யுள் வடிவங்களை ஆயினும் அவற்றின் கட்டுக்கோப்பிலே இத்தனை பெரிய வேறுபாடு காண கிடைக்கிறது இக்காரணத்தினாலே ஆலைதான் குரட்பாவை ஆசான் என்று அழைப்பதும் அகவலை அன்னை என்று அழைப்பதும் ஒரு சித்தர் மரபாகும் இரண்டு நூல்களுமே சித்தர்களின் ஞானத்தை உள்ளடக்கிய கவி கலஞ்சியங்களாக இருப்பினும் முன்னதை உபதேசிக்கிற குரு என்றும் பின்னதை பக்தி அமதம் ஊட்டும் அன்னை என்றும் சித்தர்கள் போற்றி வந்திருக்கின்றார்கள் ஔவையாரின் குரல் நூல் மக்களிடையே விரிவாக பரவாமல் இருப்பதற்கும் முநாயரகவல் மக்களிடையே நன்கு பரவி இருப்பதற்கும் ஒரு முக்கிய காரணம் அவற்றின் அமைப்பில் உள்ள இந்த வேறுபாடு தான் அதனோடு குரல் நூலானது உபதேச நூல் என்ற முறையிலே மூன்று பாலாக பிரிவுபட்டு ஒவ்வொரு பாலும் ஞான பயிற்சியின் ஒவ்வொரு துறையை படிப்படியாக எடுத்துக் கூறும் பாடநூலாக பெற்றுள்ளது அகவலோ என்றால் ஒரே பரலாக யாக்கப்பட்டு தொடக்கத்திலிருந்து முடிவு வரை துதிப்படலுக்குள்ளே ஞானத்தை குலைத்து தருகிறது எனவே தோத்தர் வழிபாடு செய்யும் பக்தர்களின் பலரும் தங்கள் பாராயணத்தில் விநாயகர் ஒரு முகியிடம் தந்து ஓதி வருகிறார்கள் இந்த இரண்டு யாப்பு முறையில் வேறுபடுவதோடு கூட கருத்தின் ஆட்சி முறையிலும் வேறுபடுகின்றன குரலானது ஆராய்ச்சியின் பார்ப்பட்டது அகவல் தொகுப்பின் பார்ப்பட்டது முந்தையது பிரித்து பிரித்து நுணுகி நுணுகி அலசி பார்க்கிற முறையில் அமைந்தது பின்தயது தொகுத்து தொகுத்து அடுக்கி அடுக்கி தொடுத்து தொடுத்து செல்கிற பாங்கில் அமைகிறது இந்த இரண்டு நூல்களும் அமைப்பிலே வேறுபட்ட போதிலும் ஒரே தரமான ஆர்வத்தோடு சித்தா உலகத்தில் பன்னூறு ஆண்டுகளாக பயந்து வருகின்றன இதற்கு உரான் காரணம் இந்த இரண்டு நூல்களுமே சித்தா ஞானத்தின் செம்பொருளை கூறும் இலக்கியங்களாக ஒளிபீசுவதே ஆகும் சித்தர்களின் ஞான ரகசியங்களை ஆராய்ந்த கற்கும் அவனுடைய பயிற்சியை முன்னேற்றத்திற்கு ஒரு பாராயண நூலை கையாள விரும்புவது இயல்பேயாகும் அப்படிப்பட்ட மாணவனுக்கு அவையின் அகவல் கையொடுத்து உதவுகிறது சித்தர்கள் தமிழகத்திலே நமக்கு வழங்கியுள்ள ஞான செல்வங்கள் விரிந்து பறந்து கிடப்பனவற்றை ஒன்று திரட்டி அவ்வையார் குரற்ப செய்து தந்தார் அந்த ஞானத்தின் அனுபவத்தை மெய்யுருகி தூய்க்கும் வண்ணம் அவரை அகவலும் செய்து தந்தார் அந்த அகவலிலும் குரலின் ஞான மனம் அப்படியே கமிழ்கிறது அப்படியானால் மிக எளிய முறையிலே வழிபாட்டில் ஓதப்படுகிற அகவலுக்குள்ளும் மாபெரும் ஞான ரகசியங்கள் பொய்ந்துள்ளனவோ என்று கேட்கலாம் ஆம் பொதிந்து செறிந்து புதையலாகவே கிடக்கின வருகிற பதிவுகளில் அவற்றை வெளிவாக நாம் காணப்போகும் முன்பு இரண்டே இரண்டு சான்றுகளை மட்டும் இங்கே எடுத்து காட்டலாம் விநாயர் அகவலில் பலரும் பாராயணம் செய்த ஒருவரி நெஞ்சில் குடிகொண்ட நீல என்பதாகும் இதுபோலவே பலருக்கும் மனப்படமாகியுள்ள இன்னொருவரி கூடு மெய்த் தொண்டர் குழாத்துடன் கூட்டி என்பதாகும் பலருக்கும் நன்கு தெரிந்த இரண்டு வரிகளில் நிகழ்ந்து பார்த்து பொருள்கொள்ள வேண்டிய எந்த சொல்லும் இல்லை என்றாலும் சித்தர் நெறிய படுகின்ற யோகிகள் எல்லோரும் நீல மேனி என்பதற்கும் மெய்த் தொண்டர் குழாம் என்பதற்கும் நீண்ட பெரும் விரிவுரைகள் அந்த இரண்டு சொற்றங்களையும் சித்தர்களின் ஞான என்றே சொல்ல வேண்டும் இந்த உலகில் உள்ள நடப்பனமும் நிற்பனவும் ஆகிய சராசரங்களை ஆராய்ந்து பார்த்துள்ள விஞ்ஞான மேதைகள் அண்மை காலத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் நுட்பத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் எத்தரிக் பாடி அல்லது நூணுடல் ஆகிய ஒளி உடம்பு ஆகும் இதை முதலாவது ஆய்வுநூற்பகுதியின் மேல்நோக்கிலே பார்த்தோம் இதன்படி உயிர்கள் அனைத்திற்கும் அவை தங்கியுள்ள ஒரு பரு உடலை சுற்றி நுட்பமான வஸ்துகளால் வான் துகளால் ஆகிய நூன் உடல் இருக்கிறது என்பதை இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் இதை எத்தனை டபுள் என்றும் இன்றைய விஞ்ஞானம் அழைக்கிறது நீலமீனி என்ற சொல்லுக்கு சிவயோகி ரத்தன இந்த பொருளையை தமது ஞான பேருரையில் எடுத்துக் கூறுகிறார் இதையே நாயகரின் வேளா முகமாகவும் தும்பிக்கையாகவும் பொருகுகிறார் சிவயோகியார் மனித உடம்பிலே நமது பின்முறையில் உள்ள பினல் கலான் கிளாண்ட் என்னும் சுரப்பையின் ஆற்றலும் முன்மூலையில் உள்ள பீட்டியூட்டரி கிளாண்ட் என்னும் சுரப்பையின் ஆற்றலும் பொருந்தும் போது நீல ஒளி தோன்றுகிறது என்றும் அந்த நீல ஒளியின் பரிணாமத்தோடு ஒளி உடம்பாகிய எத்தனை டபுள் இயகிறது என்றும் பொருள் சொல்லி இவற்றின் நுட்பங்களை மிக விரிவாக யானைகள் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் நீலமேனி என்பதைப் போலவே மெய் தொண்ட குலாம் என்பதற்கும் பொருள் சொல்கிற யோகிகள் நம்மோடு வாழ்கின்ற மெய் அடியாகிய தொண்ட குலாத்தை இச்சுடர் குறிக்கவில்லை என்று கூறி மிக நுட்பமான உற்பொருள் தருகிறார்கள் இந்த உலகத்தில் ஞானப் பயிற்சி செய்யும் முன் ஒரு மாணவனை ஞான ஒரு ஆட்கொள்ளும் அவனை தம்மோடு கூடவே மெய் தொண்டா குலாத்தையும் சேர்த்து இணைத்துக் கொள்கிறார் இந்த இணைப்பு தான் அவனுடைய இரவும் பகலும் உறுதுணையாக அமைகிறது குருநாதன் இவ்வாறு மாணவனை இணைக்கின்ற மெய் தொண்ட ஆதி குருவான பரமகுருவிலிருந்து தொடங்கி தேர் நின்று குருநாதன் வரை வழி வழியாக விளங்கி வருகின்ற ஞானையர் குழுவாகும் இந்த குரு ஞான குழுவானது அன்றிலிருந்து இந்து வரை மாறுதலோ மறைதலோ இல்லாது என்றென்றும் நிலபெற்றுகின்றது இந்த மெய்தொடர் குழமானது பயிற்சியில் ஈடுபடுகிற மாணவனுக்கு அவனுடைய உள் உடம்பில் துணை செய்கிற மாபெரும் ஞான திருக்கூட்டமாகும் உலக நாடுகள் அனைத்திலும் உள்ள மகான்களும் ஞானிகளும் இந்த திருக்கூட்டத்தை அன்சீன் மாஸ்டர்ஸ் என்றும் இன்விசிபிள் ஹெல்பர்ஸ் என்றும் அழைக்கிறார்கள் இந்த மெய் தொண்டர் குழாத்து ஞானிகள் உருவத்தில் அல்லது அருபத்தில் நின்று மாணவனுக்கு உதவி செய்கிறார்கள் எல்லா வகையிலும் உறுதுணையாக நிற்கிறார்கள் ஞானம் பெயர்கின்ற ஒரு மாணவனை இத்தகைய மெய்த் தொண்ட தான் ஒப்படைக்கிறார்கள் உருமார்கள் நேருக்கு நேராக தாங்கள் உதவி செய்வதோடு அறுவு நிலையிலும் ஞான உதவி தந்து அந்த மாணவனுக்கு எழுதுகின்ற அந்த மெய்த் தொண்ட குலாத்திலேயே ஞானாசிரியர்கள் இந்த உண்மை சித்திர உலகத்தில் வழி வழியாக வருகின்ற ஒரு பெரிய இரகசியமாகும் இந்த இரகசியத்தை தான் மெய்த் தொண்ட என்ற சொற்றார் உணர்த்துகிறது என்பது சித்தர் கருத்தாகும் எனவே உண்ணாயிர தகவல் என்ற நூறானது மேலாக பார்க்கும் பொழுது ஒரு தோத்திர நூலை போன்று காட்சி தறினும் அதன் கண் பயின்று வந்துள்ள சோற்றொழர்களிலே குரற்பாவில் கூறப்பட்டுள்ள சித்தா ஞானத்தின் ஒற்றோல் அனைத்தும் புதிந்துள்ளது என்பதை நாம் நினைவில் வைத்துக் வேண்டும் அதே ஞானத்தை உபதேச முறையில் அல்லாமல் உணர்ச்சியின் நிகழ்வோடு குலைத்துச் சொல்கிற கவி அமைப்பு கொண்டதா முன்னதாக அகவல் அமைந்துள்ளதால் ஞானம் அறிவிலிருந்து உணர்வுக்குள் பாய்ந்து விடுகிறது அதோடு கூட ஞான மோனத்திலிருந்து பிறந்த பேருணர்வின் படைப்பாக இந்த நூல் அமைந்துள்ளதால் அந்த சொற்களை ஓதும் பொழுதே அவற்றில் ஒரு மந்திர ஆற்றல் மெய்யூடு புகுந்து செல்ல காணலாம் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிழந்த மறைமொழியாக இந்த அகவல் அமைந்திருப்பதால் பாராயணம் செய்யும் பொழுதே அவ்வாறு செய்பவருடைய உடம்பில் மந்திர ஆற்றல் பாய்ந்து விரும்புகிறது இது காரணமாக அருள் ஆற்றல் என்ற ஆன்மா சக்தி நாள்தோறும் வளர்ந்து படிப்படியாக பரிபக்குவம் ஏற்படுகின்றது வழிபடும் அழியாளர்களுக்கு நாடகில் இந்த ஆற்றல் மேலும் மேலும் வளர்ந்து அவளுடைய நீள மேனையும் ஒளி உடம்பும் அழகின்றன உயர்கின்றன பரம்புளின் பெயரன் அனுபவம் தலைப்படுகிறது இந்த அனுபவம் விநாயகர் உரிய ஒரு சிறப்பு பயனாகும் ஆம் அவையின் குலை கற்றுணருமானவன் சித்தஞானத்தின் வகை தொகைகளை தெரிந்து பயில தொடங்குகிறான் அகவலை ஓதுகின்ற பாராயணத்திலே அவன் தான் பெற்ற அறிவுக்கு உரிய அனுபவத்தை துயிக்கத் தொடங்குகின்றான் அவையின் குரலுக்கு இத்தனை எத்தனை சிறப்பை யோகிகள் தருகிறார்களோ அத்தனை சிறப்பையும் அவ்வையின் அகவலுக்கு தருகிறார்கள் இனி அவ்வையின் அகவலில் உள்ள சமுதாய பல இங்கே குறிப்பிட வேண்டும் அதுதான் பாராயணம் என்ற சாதனத்தில் உள்ள பெரிய மாண்பாகும் குரலை ஒருவன் கற்கலாம் பலருக்கு கற்பிக்கலாம் அறிவுக்கு ஈரற்ற பயன் உண்டு ஐயமில்லை ஆனால் அகவலின் செயல் வேறு விதமானது ஒருவன் அதை பாடலாம் பலர் கேட்கலாம் அல்லது சேர்ந்து பாடலாம் பயனோ என்றால் அனைவருக்குமே உரேஷமயத்தில் கிட்டுகிறது பாடுபவன் சேர்ந்து பாடுபவன் அல்லது உள்ளம் சேர்ந்து கேட்பவன் ஆகிய அனைவரையும் விநாயகர் ஆற்றல் விளைத்து அணைக்கிறது எல்லோருக்கும் பரவசம் என்ற மந்திரமும் தோத்திரமும் புரிகிற ஆண்மனை என்பது இதுவே சொல்லும் அதன் பொருளும் அவற்றின் மந்திர ஆற்றலும் உள்ளங்களை எல்லாம் பிணைத்து பேரின்பம் என்கிற மின்சார ஆற்றலை பாய்ச்சிகிற வல்லமை இதுவே ஆகும் அந்த வல்லமை அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு மின்கலமாக தருகிற ஓர் அரியநூலே ஔவையார் அவளுடைய விநாயகர் அகவலாகவும் மேலும் வர இலக்கின் அடுத்த பதிவுகளில் நாயர் அகவலில் உள்ள சித்தர் மார்க்கத்தை பற்றி காண்போம் நன்றி வணக்கம்